பத்தரசூலி மாசைனின் சகிது கரோர்வலா சரித்திரம் கல்லு முருகுமே கேட்ட மாத்திரம் கண்மணி முசிலின் தோழரே கல்லு முருகுமே கேட்ட மாத்திரம் கண்மணி முசிலின் தோழரே திபத்தரசூளி மாம்பனின் Zahid karu bala sarit yammu forty- I am a man in a adagal Karana hasinaar imaam husaynaat Karana hasinaar imaam husaynaat Kandalu puyaram ke tireem Kandalu puyaram ke tireem Baan bubiya laam ala அவர்களுடைய அல்லாவுடைய நல்லடியார்களே இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறு நம்முடைய அரபுநாயகத்தின் கல்புக்கனி ஆகிய பிவி ஃபாத்திமா நாயகி அவர்கள் பெற்றெடுத்த சொர்க்கத்தின் செல்வர்கள் என்று பெயர் படைக்கப்பட்ட இமாமுல் ஹசேன் இமாமுல் ஹுசேன் குறிப்பாக ஹுசைன் அலி அலான்ஹு அவங்களுடைய கர்பலாவுடைய ஒரு நிகழ்ச்சியை பற்றி இன்ஷா அல்லா சொல்லி நிறைவேற்றலாம் என்பதாக ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஆகையினால் அருமை பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும் தயக்கூர்ந்து அர்மநாயகத்தினுடைய திருப்பேராகிய ஹுசேன் அலியுல்லாஹூ தாலா அன்பு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அவர்கள் வாழ்ந்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாவுக்காக வேண்டி எப்படி அர்ப்பணித்தார்கள் என்ற ஒரு சிறப்பினை எந்த ஒரு கருத்தினரை இந்த கரும்புராவனுடைய ஒரு நிகழ்ச்சியை இருந்து எல்பேர்களும் கேட்டு சிறப்பிக்குமாறு உங்களை மிக மிக வேண்டி விரும்பிக் கொண்டு கர்பலாவுடைய நிகழ்ச்சியை பற்றி ஆரம்பிக்கின்றோம் அரபநாயக ரசூலேக்கரின் சொல்லல்லாக அலைவு செல்லாம் அவர்களுடைய காலத்தில் குறிப்பாக மதினமா நகரத்தில் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தோர்களுமாக இருந்து சிறப்புற்று வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அரம நாயகத்தினுடைய கண்மணியாகிய பி வித்திமா நாயகி ஹசரத் அலி அல்வாஹூர் அவர்களுக்கு மனைவியாக இவ்வுலகத்தில் வாழ்ந்து வர வேண்டிய சிறப்பான முதல் முதலாக அவர்கள் ஹசேன் அலி அல்வாஹூர் தாலா அவர்களை பெற்றெடுத்தார்கள் அலி அஹூர் தாலா அனுகு ஒரு சிறப்பும் அவங்களுடைய பேரழகும் குறிப்படுக அவங்களுடைய நெஞ்சிக்கு மேலால் ஹசேன் அலி அவ்வாஹு தாலா அவர்களுக்கு அதனால் நம்முடைய அர்மன்பி அவர்கள் ஹசேன் அலி அஹு தாலாஹு மீது ரொம்ப அழகுடர் பிரியமும் அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள் அதற்கு பின்பதாக பி வித்திமா நாயகி ஹுசைன் அலி அலு அவர்களை பெற்றெடுத்தார்கள் ஆனா ஹுசைன் அலி அல்வாஹு மக்களை விட்டு மதினாவுக்கு ஹிஜரத்து வந்த நான்காவது வருஷம் ஷான் மாதத்தில் இன்னும் அவர்களை பெற்றெடுத்ததாக வரலாறில் குறிப்பிடப்படுகின்றது அப்படி எடுத்த அருமை கண்மணி ஆகிய அவர்களை அதாவது பெருமானார் அவர்களை கண்ணு கருத்துமாக தன்னுடைய அருமை பேராகிய ஹுசைன் அலி அஹு அவர்களை ரொம்ப பிரியமாகவும் முகபத்தாகவும் வைத்து வளர்த்தும் வரும் சந்தோஷமாய் வளர்த்து வந்தார்கள் அவர்களை வைத்து வளர்த்து வந்தார்கள் அப்படி வளர்த்து வர வேண்டிய காலத்தில் நம்முடைய பெருமானார் நபி முகமது அவர்களுடைய வீட்டுக்கு உம்முல்பி முன்லி சொல்லும் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள் அல்லாவின் ரசூலே அருமை நாயகமே இதுபோன்று ஒரு குழந்தை என்னுடைய இடுப்பில் வைப்பதை போன்று நான் ஒரு கனவு கண்டேன் அதனுடைய பொருள் என்ன என்பதாக கேட்டார்களா அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய அருமநாயகர் சொன்னார்கள் உம்முள் பல்லே அதாவது நீ முதன் முதலாக ஹசேந்தலியல் வாகுத்தாத அன்பு அவர்கள் நீ ரொம்ப பிரியமாக வளர்த்து வந்தாய் அதுபோன்று உன்னுடைய அதாவது பாத்தி மாவுக்கு மறு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அது உன்னுடைய இடுப்பில் இருக்கும் நான் முன்பு சொன்னேன் அந்த கணவனுடைய ஒரு தாற்பயம் தான் இது என்று நம்முடைய பெருமானார் விலகி காட்டினார்கள் அவர்களை வாங்கி நம்முடைய அருமநாயகம் அவர்கள் ரொம்ப பிரியத்தோடு அவர்களை முத்தி முகர்ந்து தன்னுடைய மடி மீது வைத்திருந்தார்களான் அருமை பெரியவர்களே தாய்மார்களே வரலாறில் குறிப்பிடப்படுகின்றது நம்முடைய அருமை நாயகம் அவர்கள் ஹசைனாரையும் எந்த அளவுக்கு அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி வரலாறிலே சொல்லப்படுகின்றனர் என்னுடைய பேரம்மார்களை யார் உகந்திருக்கின்றார்களோ யார் அவர்கள் மீது பிரிய வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹும் பிரிய வைக்கின்றார் அல்லாஹும் அவர்களுக்கு நேசனாக இருக்கின்றார் என்று நம்முடைய அருமநாயகம் அருமநாயகம் அவர்கள் தொழுகிக்காக வேண்டி சுஜூதில் அவர்களுடைய தலையை வைத்து தொழுவிருக்க வேண்டிய நேரத்தில் விளையாட்டு பருவமாவுடையவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் வந்து அதாவது நம்முடைய அருமநாயகத்தினுடைய பிடரியின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார்கள் நம்முடைய பெருமானார் பேரர் எழுந்திரிக்கு வரைந்திரமும் அவர்கள் சுஜூதிலே இருந்தார்களா அவர்கள் எழுந்ததின் பின்புதான் அருமநாயகம் சுஜூதை விட்டு எழுந்ததாக வரலாறு வருகின்றது அப்படியானால் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய பேரன் மீது முஹ்பத் வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த அளவுக்கு நம்முடைய அருமநாயகம் ஒரு நாள் அன்று தானும் தன்னுடைய பேர குழந்தைகளுமாக ரொம்ப பிரியத்தோடு இருக்க வேண்டிய நேரத்தில் மாணவர்களுக்கெல்லாம் அரசாக இருக்கின்ற ஜிப்ராயில் அலிங்கினார்கள் ஜிபு मानवरुक அவர்களுக்கு சொல்லி சொன்னார்கள் அல்லாவின் தூதரே நீங்கள் ரொம்ப பிரிய வைத்திருக்கின்ற உங்களுடைய பேரமார்கள் இருவரில் அதாவது மூத்தவராகிய அவர்களுக்கு பிற்காலத்தில் அவங்களுடைய நிலைமை எவ்வாறு இந்த உலகத்தில் முடியும் என்பதை பற்றி அல்லாஹு அறிவிக்கின்றார் அதாவது மாமியா குடும்பத்தை சார்ந்தவர்களில் நின்றும் மாமியா குலத்தை சார்ந்தவர்களில் நின்றும் ஒரு பெண்ணை ஹசைனாருக்கு கொடுத்து அந்த பெண்ணுடைய பேச்சிலே அந்த பெண்ணுடைய பகட்டான வார்த்தையிலே அந்த பெண்ணுடைய ஆசையை அவர்கள் மயங்கி அந்த பெண் கை நால நஞ்சை கொடுத்து அவர்கள் ஷகிதாவின் அவர்கள் இந்த உலகத்தில் மரணிப்பார்கள் இது ஹசன் வாழ்க்கையின் விதி இரண்டாவதாக ஹுசேன் அலி அல்லாஹு அவர்களை அதே மாவியாவுடைய குடும்பத்தை குலத்தை சார்ந்த அதே மாவியாவுடைய மகனாகியவன் பிந்திய காலத்தில் அவர்களை கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்திலே வர வேண்டிய நேரத்தில் வழி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அந்த இடத்திலே அவர்கள் ஷகிதாவார்கள் கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆகையினால் உங்க இரு பேருமார்களுடைய ஒரு பிற்காலத்தின் வாழ்க்கை இவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை பற்றி ஜிப்ரேல் அலி சலாத்து அவர்கள் மனதிலே ரொம்ப வருத்தத்தோடும் கண்களில் கண்ணீர் சிந்த கவலையோடும் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் இது கேட்டதும் நம்முடைய அருமை நாயகம் அவர்களுடைய கல்விலே ரொம்ப வருத்தமும் ஒரு புறம் ரொம்ப வேதனையும் ஏற்படுகின்றது நம்முடைய அருமை பேரமார்களுக்கு பிந்திய காலத்தில் மாவியாவினுடைய சந்ததியில் பேதமார்களுக்கு எவ்வளவு பெரிய இடையூறு என்பதாக கொண்டு வந்து நாயகத்துடைய கையை கொடுத்தார்கள் நம்முடைய பெருமானார் அவர்கள் அந்த மண்ணை கையிலே வாங்கி கேட்டார்கள் இதனுடைய கருத்தென்னு கேட்கும் பொழுது ஜிப்ரல் அலி சலாத்து ரத்த சோறையாக மாறியிருக்கும் இதுதான் அதற்கு அடையாளம் என்பதாக ஜிப்ரேல் அலி சலாத்து சொன்னார்கள் அப்படியானால் இந்த மண்ணை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது இதை ஒரு செப்பில் அடைத்து வையுங்கள் காலத்தில் உங்களுடைய மனைவிமார்களில் நின்றும் உம்மு சல்மக்கூடியவர்கள் அவர்களுடைய மரணத்துடைய கால வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள் ஆகையினால் இதை அவர்களுடைய கையிலே கொடுத்து வையுங்கள் என்று ஜிப்ரீன் அலி சலாத்து வல்லாம் சொன்னார்களா அது போலவே அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள் என் அறவை பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே இன்னும் ஒரு சபையில் சொல்லப்படுகின்றது மதினமா நகரத்தில் பிறனாள பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அழகான உடைகளை உழித்தி விளையாடி கொண்டிருக்கின்றது வீதிகளில் இதை கண்ணுற்ற ஹசைனாரும் ஹுசைனாரும் ஓடி வந்து தன்னுடைய தாயிடத்திலே கேட்டார்கள் அம்மா என்று பிறனார் மதினாவிலே பிள்ளைகள் எல்லாம் நல்ல புத்தாடைகளை அணிந்து ரொம்ப அழகழகான முறையில விதவிதமான முறையில உடுப்புகளை உழ்த்தி பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று எங்களுக்கும் உடுப்பு வேண்டும் என்று ஹுசைனார் கேட்டார்கள் ஹசீனாரும் கேட்டார்கள் இதை கேட்ட தாய் பாத்திமா அம்மா என்னுடைய அன்பு கனிகளே அருமை மக்கள்களே உங்களுக்கு பொருத்தமான உடுப்புகள் நம்முடைய அவங்க இடத்துக்கு சென்றீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல உடுப்புகள் தருவார்கள் என்று சொல்ல அது கேட்டு பேரமார்கள் தன்னுடைய பேராகிய அருமநாயகத்து இடத்திற்கு வந்து கேட்கின்றார்கள் கேட்கும் பொழுது நாயகம் அவர்கள் அதுபோன்று தன்னுடைய வீட்டிலே பார்க்கும் போது அவர்களுக்கு பொருத்தமான உடை உடைகள் இல்லை அதே நேரத்தில் சொர்க்கத்தில் நின்றும் இரண்டு உடுப்புகள் இறங்கப்பட்டது அந்த இரண்டு உடுப்பு உடுப்புகளும் ஒன்று செகப்பும் ஒன்று பச்சையும் இந்த இரண்டு உடுப்புகளை பேரம்மார்களுக்கு கொடுக்கும் பொழுது பச்சையை ஹசேன் தெரியாத்தான் எடுத்து உடுத்தினார்கள் செகப்பை ஹுசைன் தலியல்லாத்தால் எடுத்து உடுத்தினார்கள் அப்படி உடுத்தியதின் காரணத்தை கொண்டு பிள்ளைகளிடம் அழகாக இருக்கின்றார்கள் மரு வருகிறது அல்லாவுடையமே உங்க பேரமார்கள் இரண்டு பேர்கள் இரண்டு பட்டாறைகளை உடுத்தினார்கள் அதில் ஒன்று பச்சை ஒன்று செகப்பு பச்சையை உடுத்திய ஹசேனார் நஞ்சினால் மௌத்தாவார் என்றும் எதிரியினுடைய கை நாள் அவர்கள் வெட்டுப்பட்டு சகிதாவார்கள் என்றும் அவர்களுடைய விதி தத்தீர் இருக்கிறது என்று சொன்னார்கள் இதை கேட்ட நம்முடைய நாயகம் மனதில் ரொம்ப வரந்ததாக ஒரு சொல் வருகின்றோடு வைத்து வளர்த்து வந்தார்கள் வளர்த்து வர வேண்டிய காலத்தில் அவங்களுடைய காலமும் கழிந்து முதலாவது ஹலீஃபாவாக அபு பக்கி அலி அஹு தாலு அவங்களுடைய அவங்களுடைய காலம் முடிந்து இரண்டாவது ஹலீஃபாவாக அதிபதி ஆகிய நவசேர்வானையும் வென்று அவனுடைய நாட்டில் உண்டான பொன்பொருள்களையும் இன்னும் நவசெர்வானுடைய மக்கள்களையும் அவர்களை கைது செய்து மதினாவுக்கு கொண்டு வந்ததின் பின்பு ஏற்றுக்கொண்ட அதில் அவர்கள் சிறப்பாக வாழ்க்கையை நடத்தி வரவேண்டிய காலத்தில் அதற்கு பின்பதாக ஒசுமானுடைய ஆட்சி புதுமானுடைய ஆட்சி நிலை பெறுகின்றது ஒசுமானுடைய ஆட்சி காலத்திலேயே மக்கா மலீனாவில் அதாவது இஸ்லாமியர்களுக்கு இடையே பலவிதமான குழப்பங்களும் ஏற்பட தொடங்கிவிட்டது அலி அலி அல்வாஹு அவங்களுடைய ஹிலாபத்துக்காலம் அவங்களுடைய ஹிலாபத்து காலம் முடிந்ததற்கு பின்பதாக ஹசேன் அலி அல்லாஹு தாலகு மதினாவிலே அரசராக பதவி ஏற்கின்றார்கள் அப்படி பதவி ஏற்கக்கூடிய காலத்தில் மாவியா மாவியார் மாவியாவாக நெருங்கிய நண்பராகவும் இருந்தார்கள் அவர்கள் எதிரியாக வந்தார்கள் அது மட்டுமல்ல அந்த மாவியாவனுடைய மகன் எசீத் என்று சொல்லக்கூடியவன் அதைவிட அவர்களுக்கு கடுமையான எதிரியாக வந்தார் அப்படி வர வேண்டிய நாளையில் தின்சு நாட்டில் எசீதும் அவங்களுடைய தந்தை மாவியாவும் இருந்து வாழ்க்கை நடத்தி வரும்போது மாவியா காலமாகி வைத்தார்கள் அந்த பின்பு நகரத்தில் அப்படி அரசாட்சிக்கு வர வேண்டிய காலத்தில் ஹசேன் அலி அல்லாத்தால் மதினாவிலே அவர்கள் அரசராக இருக்கின்றார்கள் அவர்கள் அரசராக இருந்தால் நாமெல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு நயவஞ்சகமான எண்ணத்தோடு அவர்களுடைய அதாவது மாவியார கூட்டத்தை சார்ந்த உமையா குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தானே சொல்லுகின்ற இடத்துக்கு சென்று அவருக்கு நீ மனைவியாகி அவரை எப்படியாக நீ வஞ்சகமான முறையிலே கொண்டு விட்டு நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன் உனக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருகிறேன் என்று ஒரு பெண்ணுக்கு இனிய வார்த்தையை சொல்லி அதுபோன்று பெண்மணி மலீனாவுக்கு வந்து அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு இது போன்ற அந்த பெண்மணியினுடைய இனிய வார்த்தையிலே மயங்கிய ஹசைன் அலியல் வாத்து அவர்களை அந்த உமையா குளத்தை சார்ந்த அந்த பெண்மணி சமயம் பார்த்து தக்க தருணம் பார்த்து சத்பீரம் என்று சொல்லக்கூடிய நஞ்சை பானக்கத்தில் கலந்து தாகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹசேன் அலி அல்லா தாலாங்கு அவர்களுக்கு கொடுத்து விட்டார் அவர்கள் பானக்கம் என்று அறிஞர்கள் நஞ்சு கலந்தது தெரியாது அதன் காரணமாக ஹசேன் அலி அல்லா தாலாங்கு மரணத்துடைய தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது அதே நேரத்தில் இந்த பெண்மணி மதினாவை விட்டு தப்பி ஓடிவிட்டார் ஹசேனாராக கூடியவர்கள் மரணத்துடைய தன்மையில் அவர்கள் இருக்கும் போது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எல் பேர்களும் ஓடி வருகிறார்கள் ஹசேன் அலியல் வாங்க அவங்களுடைய மனைவிகள் அவங்களுடைய மக்கள் மார்கள் இன்னும் ஹுசைனார் ஹுசைனாருடைய மக்கள் குடும்பத்தை சார்ந்த எல் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மரண தருவாயில் இருக்கின்றார் ஹசேன் அலியாக அப்ப சொன்னார்கள் இது அல்லாவுடைய தற்பீர் விதி இதை யாராலும் மாற்ற முடியாது யாரும் மறந்த என்று தன்னுடைய அறம்பை தம்பி சொல்லுகிறார்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் உங்களுடைய மகளை என்னுடைய மகனுக்கு நீங்கள் மனம் கொடுக்க வேண்டும் இது நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய உபதேசங்களை எல்லாம் சொல்லி முடித்து ஹசைன் அலி அல்லாத்தால் அவர்கள் அல்லாவுடைய பதவிக்கு ஆளாகின்றார்கள் அவங்களுடைய விமானத்திற்கு பின்பதாக மதினமா நகரத்தில் மீண்டும் மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடிந்த அவர்களை மதினமா நகரத்திற்கு ஹலீஃபாவாக அரசாக மதினாவுக்கு மன்னராக தானே மக்கள் எல்லாரும் ஒன்று கூடின்கள் எவ்வாஹு தாளும் அவர்களை மன்னராக ஆக்கி வைத்தாங்க varishai varindiya dor husain arumin valpor indina madinam an nagarpadhihi manaraga mandu arum kaalam arilihi மன்னராகட்சி புரிந்து நாளையில் இருந்து அரசாட்சி புரிந்து அவர் பார்க்கின்றார் இவர்களை நம்முடைய அரசாட்சிக்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த இரண்டு கவர்னர்களை மதினாவுக்கும் மக்காவுக்கும் அனுப்பி வைக்கின்றார் இரண்டு கடிதங்களை எடுத்து கொடுத்து அனுப்பி வைக்கின்றார் வரக்கூடிய அந்த இரண்டு பேர்களும் ஒருவர் மதினாவுக்கு வருகின்றார் ஒருவர் மக்காவுக்கு செல்லுகின்றார் அப்படி மதினாவுக்கு வந்த அப்துல்லா உமர் என்று சொல்லக்கூடிய அந்த அவர் கொண்டு வந்த கடிதத்தை கொண்டு வந்து கைதை கொடுக்கின்றார்கள் அதை பார்க்கும் பொழுது நாயகத்துடைய பேரே ஹுசைனார் அவர்களே நீங்கள் எங்களுடைய நான் அனுப்பிய கவர்னருக்கு நீங்கள் கீழ்பணிந்திருக்க வேண்டும் என்னுடைய பையத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் மதினாவில் இருந்து அரசாட்சி நடத்தலாம் நீங்கள் அரசு வரலாம் அப்படி இல்லை என்று சொன்ன அதாவது இருக்க முடியாது என்று எசீது இவ்வாறு கடிதத்தில் குறிப்பிட்டு எழுந்து இருக்கின்ற அதை கொண்டு வந்து கொடுத்த அப்துல்லா உமர் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னராக வந்தவன் சொல்லுகின்றான் நீங்கள் இவ்வாறு என்னுடைய ஆய்களைக்கு என்னுடைய ஆட்சிக்கு நீங்கள் உட்பட்டு நடக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்படியானால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் பள்ளியில வந்து அதை பற்றி நீ சொல்லு மக்கள் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அதன்படி நடப்போம் என்று சொல்லிவிட்டு ஹுசைனார் அவனை போகச் சொல்லிவிட்டார்கள் அதுபோன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் என்று இந்திய கடிதத்தையும் படித்து காட்டி அந்த கவர்னரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கேட்ட ஹாசியின் குளத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த எசீதை நாமல் ஏற்றுக்கொள்ள முடியாது அவனுடைய கவர்னரையும் நாமல் மதிக்க முடியாது என்று அனைவர்களும் ஒருங்கிணராக சொன்னார்கள் இந்த அத்தனைக்கும் அதிபதியாக நான் தான் பெரிய முடிமன்னராக இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்ற கடிதத்தை பார்த்ததும் ஹாசியின் குலத்தார்களும் நாயகத்தினுடைய குடும்பத்தார்களும் மனதில் இருந்த வேதனைப்பட்டார்கள் அதே நேரத்தில் அலி அல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய தந்தை சொந்த நாடாகிய ஹூபா என்று சொல்லக்கூடிய நாட்டில் அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவர்களும் முஸ்லிம்களுடைய முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து மதினாவுக்கு ஹசைனாருக்கு கடிதம் அனுப்புகின்றார்கள் நாயகத்துடைய பேரரே ஹொசைனாரே நீங்கள் மதினாவில் இருக்க வேண்டாம் நீங்கள் ஹூபாவுக்கு வந்து விடுங்கள் உங்களுடைய தந்தை சொந்த ராஜ்ய தானே உங்களுடைய தகப்பனாருடைய பூமி ஆகையினால் நீங்கள் வந்து விடுவீர்களே ஆனால் உங்களுக்கு நாங்கள் அனைவர்களும் ஆதரவு தருகின்றோம் உங்களை நல்ல முறையிலே நாங்கள் பாதுகாக்கின்றோம் உங்களுக்கு உச்ச துணையாக இருக்கிறோம் என்று கடிதம் எழுதி அனுப்பினார்கள் இந்த கடிதத்தை படித்த ஹுசைன் நினைக்கின்றார்கள் அவன் அனுப்பி வைத்திருக்கின்றான் போவது மீண்டும் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தினுடைய ஒரு முடிவை கொண்டு ஹுசேன் வலியுறுத்தாவுக்கு போவதற்கு பயணப்படுவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள் அதுபோன்ற ஹுசேனார் அவர்கள் ஒரு நாள் பெருமான அவர்களுடைய தானே சென்று நாயகருடைய இடத்தில் தான் துமாட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பேரலை தான் நினைத்து வாழ்த்தி போட்டு சொல்லுகின்றார்கள் பெண் பிள்ளைகளுமாக தனியாக மதினாகி விட்டு ஹூபாவுக்கு போவதற்கு பயணமாக நான் தயாராகிவிட்டேன் ஆகையினால் நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு நேர்மையான வழியை காட்ட வேண்டும் என்று வள்ளல் செய்மே தங்கியிருந்தார்கள் والله محمد النبي رسول الله ஏங்களுட பாடனவே நாங்க என்ன செய்வோம் செல்வதற்கு தயாராகின பள்ளர் முகமதுவே வழி சொல்லுங்கள் பாட்டத்தில் நின்றும் அவ்வாறு அவர்கள் விரும்பி சொல்லுகின்றார்கள் அனைவருமாக நாங்கள் ஹூபாவுக்கு பயணப்படுகின்றோம் ஆகையினால் எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு வழியை காட்டித் தர வேண்டும் என்று இவ்வாறு அவர்கள் இருந்து கேட்கின்றார்கள் அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அதே நேரத்தில் பெருமானார் அவர்களுடைய மினாமியத்தில் தான் தோன்றி சொல்லுகின்றார்கள் கண்ணான கண்மணியே உங்கள் பல்வேறு வேண்டாம் புதைனாரே தோன்றி சொன்னார்கள் அருமை கண்மணியை பேரரே கண்கலங்க வேண்டாம் உங்களுடைய நீங்கள் பிற்படுத்த வேண்டாம் பயணப்படுங்கள் என்று நம்முடைய பெருமானார் நபி முகமதின் அவங்களுடைய சொன்னார்கள் இது கண்ட ஹுசைனார் சந்தோஷமாக எழுந்திரித்து மீண்டும் தன்னுடைய அரண்மனைக்கு வந்து நடந்த விவரங்களைத்தான் சொல்லி தானும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் அனுபவம் அவர்களுக்கு ஆறு மக்கள் ஆண் மக்கள் நாலு பெண் மக்கள் ரெண்டு ஜெயநுலாபிதீன் அலி அகுபர் அப்துல்லா ஜாபர் ஜெயிலாபிடைய தாயார் ஷஹர்பானும் அலி அக்பருடைய தாயார் என்று சொல்லப்பட்டவர்கள் அப்துல்லா அவர்களுடைய தாயார் பேர் ரூபா ஜபர் அதுபோன்று பெண் மக்கள் ஒருவருடைய பேர் இன்னொரு பெண்மணியுடைய பேர் சக்கீனா ஆக இப்படி அவங்க மக்களும் அவங்களுடைய தமிழனார் மக்கள்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்டு பிள்ளைகளும் நம்முடைய அருமநாயகத்தினுடைய தேவியார் ஆகிய உம்முசல்மாம் அவர்களும் இது போன்று எழுபது பேர்கள் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பயணப்பட்டார்களா இப்படி அருமை இவ்வாறு அவர்கள் மதினாவை விட்டு எந்த மாதத்தில் அவர்கள் பயணப்படுகின்றார்களே அதே போன்று ஷாஹானுடைய மாதம் ஹுசேன் அலி அல்வாத் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள் எந்த நாட்டுக்காக அவர்கள் பயணப்படுகின்றார்களேயான அதைத்தான் சொல்லுகின்றார்கள் தந்தை அறியுள்ளா சொந்த ராஜதானி தந்தை அறியுள்ளா சொந்த ராஜதானி தலைநகர் ஹூபா தனையாழ தலைநகர் சொந்த கோத்தியத்தான் கல்லு முருகமே கேட்ட மாத்திரம் கண்மேண்டி முசிலின் தோழரே கல்லுமுருகுமே கேட்ட மாத்திரம் கண்மேண்டி முசிலின் தோழரே தன்னுடைய தந்தைக்கு சொந்தமான ராஜதானியாகிய தலைநகராகிய ஹூபாவை ஆள்வதற்கும் ஹூபாவுக்கு செல்வதற்கும் குடும்பத்தை சார்ந்த எழுபது பேர்களும் ஒட்டகையில் பயணப்படுகின்றார்கள் அப்படி பயணப்பட்டு அவர்கள் எங்கே வருகின்றார்களையான மக்கம் நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தங்கிய நகரத்திற்கு அவர்கள் பிரயாணப்படுகின்றார்கள் மக்கமா நகரத்தில் அபு தாலிபு அவர்களுடைய மனையில் தான் வந்து தானும் தன்னுடைய குடும்பத்தார்களுமாக தங்கி இருக்கின்றார்கள் அப்படி தங்கி இருக்கப்பட்ட நாளையில் அவர்கள் தன்னுடைய இடத்தில் இருக்கின்ற முஸ்லீம் என்று சொல்லப்பட்டவர் அதாவது ஒரு முறையில் அவர்களுக்கு சகோதரர் என்றும் சொல்லப்படுகின்றனர் அந்த முஸ்லீம் என்று சொல்லப்பட்டவர்களை ஹூபாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அப்படி ஹூபாவுக்கு அனுப்பி வைத்ததும் சென்றதும் வருகையை பற்றி அங்குள்ள ஹாசியின் குலத்தவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் சொன்ன உடனே அது கேட்ட அந்த ஹூபா நகர வாசிகள் ரொம்ப சந்தோஷமாகி ஒரு சுமார் அதாவது நாற்பது பேர்கள் முஸ்லீம் அவர்களுக்கு பையத்து கொடுத்தார்கள் ஒரு கூட்டத்தை அவர்களும் சேர்த்தார்கள் ஹொசைனாருடைய வருகைக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டது ஹூபாவில் இருக்கும் போது இந்த செய்தி எசீதுக்கு தெரிந்தது எசியதுக்கு தெரிந்தவுடனே அவன் நினைக்கின்றான் ஹொசேனார் அவர்கள் ஹூபாவுக்கு வந்து விடுவார்களே ஆனால் நாம் நினைத்த காரியம் நடக்காது அவர்களுடைய கை பலம் பெற்றுவிடும் ால் நாமல் அவர்களை வெல்ல முடியாது என்ற எண்ணத்தோடு அவனுக்கு கீழால் உள்ள இபுன் ஜியா என்று சொல்லக்கூடியவனையும் உமர் ஜியாத் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்களையும் ஹூபாவுக்கு அனுப்பி வைக்கின்றார் அப்படி ஹூபாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த இபுன் ஜியாத் என்று சொல்லப்பட்டவன் மாறு வேசத்தில் கருப்பு உடைகளை அணிந்து இரவோடு இரவாக ஹூபாவுக்குள் பிரவேசிக்கின்றார் அப்படி ஹூபாவுக்குள் பிரவேசித்ததும் மாற்றுடையில் வந்த மார் வேஷத்தில் வந்த அவனைத்தான் ஹுசேனார் என்று நினைத்து ஹூபாவாசிகள் அவனுக்கு பையத்து கொடுத்தார்கள் அதே அவனுடைய வேஷம் கலைக்கப்பட்டது அவன் இன்னாரால் அனுப்பப்பட்டவன் என்பதாக எல்லாரும் தெரிந்தார்கள் தெரிந்தவுடனே இவ்வளோ சொல்லுகின்றான் கவர்னராக நான் இங்கு வந்திருக்கின்றேன் ஆகையினால நீங்கள் என்னுடைய ஆணைக்கு நீங்கள் கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் இல்லை என்று சொன்ன அதாவது உங்கள் அனைவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் ஆபத்து ஏற்படக்கூடும் என்று பயன்படுத்திய ஹூபாவை சார்ந்த முக்கிய பிரமுகர்களும் இன்னும் முக்கிய தலைவர்களும் அந்த இபருடைய சொல்லுக்கு வழிபட்டார்கள் அவருக்கு பையத்து கொடுத்தார்கள் இந்த நிலையிலே ஹூபாவில அவருடைய கை பலம் பெற்றுவிட்டது முஸ்லீமுக்கு பையத்து கொடுத்தவர்களும் சில பேர்கள் சேர்ந்து விட்டார்கள் வலுத்த உடனே அவர் வேற யாரும் அந்நியவர்கள் இந்த ஊருக்குள் பிரவேசிக்க கூடாது இங்கிருந்து யாரும் வெளியே போகக்கூடாது அந்த அளவுக்கு ஹூபாவை நீங்கள் முற்றுகையிடுங்கள் என்பதாக அந்த இபுசியா சொல்லுகின்றன அது போன்று ஹூபா முற்றுகையிடப்பட்டது ஆனால் முஸ்லீமும் அவர் கைகம்ப திறந்து விட்டது அவருக்கு யாரும் உதவி செய்யக்கூடியவர்கள் அடைக்கலம் புகுந்து அடைக்கலம் புகுந்த உடனே அந்த வீட்டை சார்ந்தவன் உடனே தன்னுடைய தலைவராக இருக்கிற இம் போய் சொல்லுகின்றான் இந்த விதமாக முஸ்லீம் என்னுடைய வீட்டிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறார் என்று அதே நேரத்தில் வருகிறார்கள்ஸ்லீம் அவர்களையும் கொலை செய்யப்படுகின்றார் அவர்களுக்கு வீடு கொடுத்து அதாவது அவயம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அது போன்று அவர்களையும் கொல்லப்படுகின்றார்கள் இப்படி முஸ்லீமுக்கு உதவி அளித்த உபகாரம் அளித்த அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள் முஸ்லீமும் அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள் அதே நேரத்தில் முஸ்லீம் மக்கள் இரண்டு பிள்ளைகள் முகம்மது என்று சொல்லி ஒருவரும் இப்ராஹிம் என்று சொல்லி வருவரும் ஆக இரண்டு பிள்ளைகளும் அந்த இடத்தை விட்டு தப்பித்து அந்த இரண்டு பிள்ளைகளும் தானே தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய முறையிலே இரண்டு பிள்ளைகளும் ஓடுகின்றன வெகு தூரத்தில் கடந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் போகும்போது அங்கு உள்ள ஒரு பெண்மணி இரண்டு பிள்ளைகளும் ரொம்ப பரிதாபமான முறையில் வந்திருப்பதை கண்ட அந்த தாய் மனதில் இறக்கமடைந்து இரண்டு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகின்ற கண்மணிகளே நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் ஒன்றுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் உங்களுக்கு நான் நல்ல ஆதரவு தருகிறேன் என்பதாக அந்த தாயாக கூடியவர்கள் அங்கோடு அழைத்துச் சென்றார் இரு வீட்டுக்கு அழைத்து சென்று நல்ல ஊண்டின்களை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வந்த ஒரு கலைப்பு நீங்கி ரொம்ப நல்ல முறையில் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து தனிய ஒரு இரண்டு பிள்ளைகளையும் படுக்க வைத்திருக்கின்றார் அதே நேரத்தில் அந்த பெண்மணியினுடைய கணவர் குதிரையின் மீது ரொம்ப வேக வேகமாக தானே வந்து அந்த வீட்டிலே வந்து இறங்குகிறார் வீட்டிலே வந்து இறங்கியதும் தன்னுடைய மனைவி சென்று சொல்லுகிறான் என்னுடைய மனைவியே முஸ்லீம் பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் தப்பித்து விட்டது அந்த இரண்டு பிள்ளைகளையும் பிழைத்து கொண்டு வரும்படியாக இது எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் நான் எங்கெல்லாமோ தேடி வருகிறேன் அந்த பிள்ளைகளையும் காணவில்லை கொண்டு போய் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்த நமக்கு நிறைய நல்ல அந்தஸ்து கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் என்று அந்த வந்தவன் சொல்லுகிறார் இதை கேட்ட அந்த பெண்மணி அவருடைய மனைவி மனதிலே ரொம்ப வேதனைப்படுகிறார் ஆஹா இரண்டு பிள்ளைகளை நாமெல்லாமா பாதுகாத்து அதை நாம பத்திரமான இடத்துல வைத்திருக்கின்றோம் இது நம்முடைய புருஷனுக்கு தெரிந்த அந்த பிள்ளைக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தவராக தன்னுடைய கணவருக்கு நல்ல ஊன்றியங்களை கொடுத்து அன்றைய இரவு நேரத்தில் வெற்றியாகிக் கொண்டிருக்கும் போது இந்த இரண்டு பிள்ளைகள் இந்த நடந்த செய்தியை பார்த்ததும் கேட்டதும் அந்த பிள்ளைகளுடைய மனத்திலே ஒரு புறம் பயம் மற்றொரு புறம் என்ன நடக்குமோ என்பதாக எண்ணிய இரண்டு பிள்ளைகளும் இந்த கல்வி எழுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது உடனே ஓடி சென்று இரண்டு பிள்ளைகளையும் தானே கேட்டி அதாவது கொண்டு போவதற்காக வேண்டி ஆயத்தப்படக்கூடிய நேரத்தில் அவனுடைய மனைவி வேசமாக ஓடி வந்து தன்னுடைய கணவனை சொல்லுகின்றார் ஆபத்து ஏற்பட்டுவிடும் ஆகையினால் இந்த பிள்ளைகளை விட்டு விடுங்கள் என்று அந்த தாய் கெஞ்சினால் கதறினால் அழகால் துடித்தார் ஆனால் அவனும் தனக்கு பதவிதான் முக்கியம் தனக்கு பொன்பொருள் தான் அவசியம் என்ற எண்ணத்தோடு மனைவியையும் கூட பாராதபடி அழித்து கீழே தள்ளிவிட்டு இரண்டு பிள்ளைகளையும் தானே பிரித்துக் கொண்டு போக வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளோ துடியாக துடிக்கின்றது அதே நேரத்தில் பிள்ளைகள் போவதற்கு மறுக்கின்றது